பதினெட்டு இனப்படுகொலை நாள் இந்த சாபு நம் இனத்தின் சாபில்லையா இதை மறந்து போனால் நாம் மானத்தமை பிள்ளையா என்று கேள்வியோடு மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த எழுச்சி மிக்க நிகழ்வின் பதாகைகளில் நமது இன சொந்தங்களினுடைய உயிரற்ற உடல்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். இதற்காக இதை தொடர்ச்சியாக இதை தூக்கி சுமந்து வருகிறோம் உங்கள் பிள்ளைகள் என்றால் இப்படி நீங்களும் சாவதற்கு முன் எழுந்து கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாம் இங்கு கோடி இருப்பது ாக அல்ல எழுவதற்காக என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் தம்பி முத்துக்குமார் அவன் எழுதி வைத்திருந்தான் என் கல்லறையில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்காதீர்கள் ஏனென்றால் எனக்காக ய ும்ழுவது பிடிக்காது என்று அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் அது உருகி வழி அது அழுவது போல இருக்கும் அந்த மெழுகுவர்த்தி கூட என் கல்லறையில் அழக்கூடாது என்று வலியுறுத்தினான் தமிழர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற கூட்டம் அல்ல தமிழர்கள் போற்றுகிறவர்கள் கொண்டாடுகிறவர்கள் தமிழ் அறிவியலின் பெருமை அடையாளமாக நாம் பிறப்போம் என்று ஐயா அப்துல் கலாமுக்கு வெறும் அப்துல் கலாம் தான் ஆனால் அவர் இறக்கிற உலகம் வியக்கிற போற்றுகிற தமிழ் பேரிடம் கொண்ட தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக அவர் இறந்தார் அவரைதான் சொன்னார் உன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உன் இரப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கற்பித்தவர் அவர் தான் பிறக்கும்போது காமராஜர் பெருந்தலைவர் இல்லை சாதாரணமான மகன் அவரை போல அப்பளுக்கற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஆட்சியாளர் இல்லை என்ற புகழோடு அப்படித்தான் பெருமகன் கக்கன் அப்படித்தான் எண்ணற்ற பெருமக்கள் அப்படித்தான் நமது பாட்டன் பாபு சிதம்பரனார் இப்படி எண்ணற்றவர்கள் பிறக்கும் சாமானியர்கள் இறக்கும் சரித்திரம் வாய்ந்த வரலாற்று நாயகர்கள் அதனால் தமிழன் எப்போதும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவன் அல்ல இறந்த நாளை போற்றுகிறவன் கொண்டாடுகிறவன் நமக்காக நம் இன உரிமைக்காக நம் விடுதலைக்காக நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்ட நான் அடிமையில் அடிமை நிலையில் இருந்து மீண்டும் உரிமை பெற்று சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக போராடி உயிர் நீத்த ஈக மரபர்களை நினைவில் வைத்து போற்றுகிற இனத்தின் மரபில் வந்தவர்கள்தான் இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி அது எப்போதும் ஈழத்தையே பேசிக்கொண்டிருக்கும் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்துகிறவர்கள் கூட அதை விட்டுவிட்டு வேற அரசியல் பேசுங்கள் அதை பேசினால் இங்கு வாக்கு விழாது இங்கு ஓட்டு விழாது என்று அறிவுறுத்துகிறார்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் இந்த அற்ப ஓட்டுக்கானவன் அல்ல நான் அரசியல் செய்வது இந்த அற்ப ஓட்டுக்காக அல்ல நான் தமிழ் தேசிய இனத்தின் நாட்டுக்காக போராட வந்த பிள்ளைகள் நாங்கள் ஈழம் எங்களுக்கு அரசியல் அல்ல அது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசுகிறவர்கள் எல்லாம் ஈழ பிரச்சனை என்று பேசுகிறார்கள் ஈழம் எங்களுக்கு பிரச்சனை அல்ல மீட்பு என்பது எங்களுக்கு பிரச்சனை படுகொலை என்பது எங்களுக்கு உரிமை என்பது எங்களுக்கு பிரச்சனை முல்லை பெரியாற்று உரிமை என்பது எங்களுக்கு பிரச்சனை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்பது எங்களுக்கு பிரச்சனை ஆனால் ஈழம் எங்களுக்கு பிரச்சனை அல்ல ஈழம் எங்கள் இனத்தின் விடுதலை அதை புரிந்து அதை கடந்து போக முடியாது சொல்லுகிறவர்கள் நீங்கள் இவ்வளவு பேசினீர்கள் வெறும் நாலரை லட்சம் வாக்குதானே அதை பேசாதவர்களுக்கு வாக்கு போடுகிறார்களே என்று ஒரு காலம் வரும் என் முன்னவர்கள் செய்த தவறு தமிழ் இனத்திற்கு எதிராக தமிழர் உரிமைக்கு எதிராக தமிழர் உணர்வுக்கு எதிராக ஒருவன் பேசிவிட்டு நிலத்தில் அரசியல் செய்ய முடியாது தமிழர் உணர்வுக்கும் தமிழர் உரிமைக்கும் எதிராக அரசியல் செய்து வெல்ல முடியும் ஆள நிலை இனி என் இள நிகழாது அது நடந்துச்சு என்னை மறந்திருந்த வரலாற்றில் நான் யார் என்று அடையாளமே தெரியாமல் என்னை வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தோட்டிய பெருந்தமளன் என் பாட்டன் வவுசியை மலைத்தவன் மன்னன் வைத்தவன் எங்கள் பாட்டன் சின்னமலையையும் மருதிருவரையும் வேலினாச்சியாரையும் வீரன் அழகுமுத்துக்கோளையும் பெரும்பிடுகன் பெரும்பிடுவையும் பெரும்பாட்டன் பண்டாரவன் தமிழர் என வரலாற்றில் இருந்து மறைத்தவர்கள் என் முகத்தை சிதைத்தவர்கள் என் முகவரியை மறைத்தவர்கள் பேசுகிற பிரபாக பேசுகிறேன் ஏன் தமிழர் இனத்தின் எழுச்சியும் பெருவடிவமாக இருக்கிறார் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு குளிர்ந்து அந்த சமூகத்தின் எழுச்சி குறியீடாக இருக்கிறார் என்று களத்தில் இதே இந்த மண்ணிலே நமது பாட்டன் சேதுபதி அவரை தோற்கடித்து சிறைப்படுத்துகிறார் சிறையிலே ஓராண்டுகள் இருக்கிறார் சிறையில் விடுதலை விடுதலை செய்ய நாட்டை ஒன்றை கொடுக்கிற சிறைத்துளை கடந்து செத்தாலும் சாதனை ஒழிய உனக்கு என் தன்மானத்தை விட்டுட்டு படிச்சிருக்க உனக்கு விவேகானந்தரை தெரியும் அந்த விவேகானந்தரை அமெரிக்காவின் சிக்காகோக்கு அனுப்பியதும் என்பது எவனுக்கும் தெரியாது கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை என்றான் பாட்ட நில உணக்கப்படாதான் இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்ததில்லை உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு அரசும் பதிவு செய்து அப்போது யாருக்கு சொந்தமாக இருந்தது என்ற கேள்வியை எழுப்ப இந்த நாட்டை ஒருத்தரவில்லை எப்படி இல்லாம தமிழன் பெருமை எல்லாம் மறைச்சு முடிச்சு நீ யாருங்க வரலாறு பாண்டியன் நெடுஞ்சலியும் இன்னொரு பாட்டை இளம்பாடி எழுதிய சிலப்பதிகாரத்தை படிக்கும் போது பாண்டியன் நெடுஞ்செலியனும் ஆண்டான் அப்படின்னு தெரியுது இலக்கிய சார்ந்து இருக்கு வரலாற்று அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்படுகிறதோ நிராகரிக்கப்படுகிறதோ மறைக்கப்படுகிறதோ அந்த இனம் ஒரு நாள் தன் இன வரலாற்றை தானே எழுதும் என்கிற கவி பேரரசு வைர்த்து சொல்றாரு ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பதென்பது நிகழ்காலத்தில் நிமிந்து நிற்கத்தான் என்கிற நல்லா கவனிச்சுக்கணும் திரும்ப திரும்ப இதே பேச நினைக்காத சின்ன இருவத்தஞ்சு வருஷம் கலந்து அவர் பெரியாளி வளர்ந்து கதாநாயகன் ஆகி தன் அம்மாவையும் அப்பாவும் கொண்டவன உச்ச கட்ட காட்சியில கிளைமேக்ஸ்ல கொலை செய்யறவா காத்திருந்து கைதட்டிட்டு வந்த இன கூட்டமே உன் இன மொத்தையும் அவனை கருவறு கைதட்டாக நல்லா கவனத்தில் வச்சுக்க மறந்துட்டு போமா தேவர் மகன் படத்தில் மதிப்பெருக்குரிய கமல்ஹாசன் அவர்கள் சொல்றது போல வடிவே இந்த அழுகை குரல் என்னை தடுத்துக்கிட்டே வருவேங்கிறேன் அதான் உங்களுக்கு சொல்றேன் மறந்துட்டு போனா எதை மறந்துட்டு போதை மறந்துட்டு போத கற்பழிச்சு கொலை செய்த அம்மாவையும் மரத்துல கட்டி வச்சுட்டு என் தங்கச்சிய கண் முன்னாடி என் தாய் முன்னாடியே கலர கவர செஞ்சு கொலை செஞ்சுட்டான் இந்த கொலைய வந்து இந்த கொலை தெரி கூடாது உறுப்புக்குள்ள துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சு கொண்டு கல்லாடிட்டு போய் திரையரங்கிருக்கு இதுல தானே இருக்குறா என்னடா தகுதி நடிச்சிற்கும் இல்லாத ஒரு கேடுகட்ட நுகர்வு கலாச்சாரம் இந்த இனத்திற்கு கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அடைகிற நாட்டம் கொண்டு அடைகிற ஒரு ஈன கூட்டமாக இந்த இனம் மாறிவிட்டுது அருகில் இருக்கிற கேரளாவில் ஒரு மம்முட்டி ஒரு மோகன்லால் பேச முடியுமா நான் அரசியலுக்கு வந்தால் வாங்குவாங்க வட்ட செயலாளர் வார்டு கவுன்சிலர் கூட ஆக முதல்ல ஒன்னு நீ நினைச்சுக்க நினைக்கிறான்னு நினைச்சுக்க உனக்கு மானம் இருக்கு உனக்கு உணர்வு இருக்கு வரலாறு இருக்குது எதையும் கணக்கு எடுக்கல இது ஒரு கேடுகட்ட கூட்டம் என்று நினைச்சிட்டு மறந்துடு அடிமையாக இருக்கிறான் கிளர்ச்சி அடிமை அதே நமது தலைவர் சொல்றாரு நமக்கு நமக்கு உலகத்தில் எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தில் மக்கள் உனக்கு ஒருத்தன்மை கிடையாது போதே அவர் மனைவியை கற்பழிக்கிறான் தாயை கற்பழிக்கிறான் கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டு சின்ன வயசு பிள்ளை எட்டு வயசு ஏழு வயசு பிள்ளைகளை ஆசாரி வச்சிருக்கிற ஒளிருக்கு சதைச்சு குடலை கீறி எடுத்து மேல வச்சு நினச்சு பாருங்கிருச்சு மூணு லட்சம் பேர் முள்ளு கம்பிட்டுல ஒரு தங்கச்சி எனக்கு ஒரு கடிதம் எழுதுற மாற்று உடைகள் இல்ல நாங்க ஒரு பத்து பேர் முகாம உடைய ஒரே சனங்கள் கிட்ட போக முடியாது எங்களுக்கு நாங்களே தள்ளி தள்ளி இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது முடிஞ்சாற்று உடைகளை வாங்கி அனுப்பு உனக்கு முடியுரை சைனையிடாத வாங்கி அனுப்பு என்று எழுதுறா வர பாதுகாப்பான பகுதியில் வர வச்சான் தப்பி திரும்பி மொத்தமா கேட்க நிறை கிடையாது எல்லாரும் உலகம் புலமிக்கும் தம்பி தங்குகள் இதை கவனிச்சுக்கணும் கற்பனை மணிப்பார் வரும்போது மறைவா ஏதாவது ஆய்ந்து வச்சு அப்பாவுக்கு முன்னாடி அம்மா அம்மாவுக்கு முன்னாடி மகன் மகனுக்கு முன்னாடி தங்க அண்ணனுக்கு முன்னாடி தங்க எல்லாரும் நிர்வாணம் கையை உயர்த்தி வரணும் அப்படியே வரும்போது கிட்ட வரும்போது சோதிப்பான் நம்ம அக்கா தங்கச்சியை மாற பிடிச்சிருக்க உயிரோட இருக்கிறவரை இந்த விடுதலை நெருப்பு எரிஞ்சுதான் இருக்க நல்லா நீப்பையை போட்டு மூடிவிடலாம் என்ற நினைப்பு எவருக்கு இருக்கக்கூடாது பத்த வச்சு எரிஞ்சுட்டு இருக்கும் ஆளா வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து கத்தன ரெண்டாயிரத்தி எட்டு கத்தனை வருஷத்துக்கு ஏழு ஆண்டுகள் ஒரு லட்சம் சீமான்கள் இந்த மண்ணில உழகிட்டு இருக்கான் லட்சம் பேரு பல லட்சக்கணக்கான என் தம்பி தம்பிகளின் உறவுகள் என்னோடு இருக்கிறாங்க அது வேற என்னைய மாதிரியே லட்சம் பேருக்க என் தலைவன் சொன்னது தம்பி நம் இனத்திற்கு ஒரு வரலாறு இல்லை ஆனால் விடுதலைக்காக ஒரு இனம் போராடி நல்லா கமிச்சு சுத்தி ராணுவம் சொன்னது என்ன நடக்குது ஒரு இடத்தில் குறித்து பெருமெருப்பாக பெரு புரட்சியாக விரைவில் இதை மாற்றுவோம் எதையும் மறந்து கடந்து போற ஒரு கூட்டம்ல நாங்க பழகிருக்க என்ன என் தங்கச்சி இசை பிரியாத ஒரு மரபு இருக்கடா போர்ல சரணடைஞ்ச அந்த கைதியை வந்து கொலை செய்யக்கூடாதுன்னு போர்ல சரணடைந்த ஒரு கைதியை ஏன் வன் உணர்வு செய்து கற்பழிச்சு கொலை செய்தாய் என்று கேட்ட ஒருத்தன் இல்லை சின்ன பையன் பாலச்சந்திரன் அவனை தாத்தா பாட்டி அக்கா தம்பி தங்க உன்னை தான் நம்பிக்கையோடு அவ என்ன நினைச்சிருமா சொந்தங்கள் உலகத்துல நீ இருந்தா என்ன இசை பிரியாவது அவளதான் ஆனால் உன் தந்தையை உன் அக்காவை சிங்களன் வன்புணர்வு செய்கிறவா அவளான் மனதை என்ன சிந்திச்சிருக்கும் நினைச்சுப்பாரு தீரன் சின்னமலையின் வாரிசு பண்டார வண்டியனின் பரம்பரை வனின் பிள்ளைகள் வேலு நாச்சியாரின் பேரனும் பேர்த்திகளும் ஆலன்முத்துக்கோ சுந்தரலிங்கம் இந்த இப்படி பெரும்படுகு முத்தரைய பேரணும் நினைச்சு பார்த்தா வீரன் சுந்தரலிங்கத்தினுடைய வாரிசல் என்கிறார் கப்பலோட்டியின் பெரும்பாட்டனின் பிள்ளைகள் என்கடா இவ்வளவு மானத்தமிழர் கூட்டம் இருந்தும் ஒரு மான சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் தீபிடிச்சு பட்டாசு தொழிற்சாலை உடையில தீபிடிச்சு உடைய கலட்டி போட்டு உயிரை காப்பாத்துகிற நெருப்பில் இருந்து ஓடி வந்தாரோ அதே நெருப்புக்கு திருப்பி போய் பயந்து செத்து போனார்கள் நம்ம தங்கிச்சு செஞ்சா கூட்ட ஒரு நாடாரியார் ஒரு இந்து அச்சத்திருந்தா இஸ்லாமியர் அச்சத்திருந்தா கிறிஸ்தவராட்சா வெற்றி எப்படா என் சாதிச்சார பண்ண எப்படி சத்தா தமிழ்சியா சத்தா தரதலையா அநாதையா சத்தா பிரச்சனையா பிரச்சனையே நாங்க வரும்போதெல்லாம் சாதி கேட்கிறது என்ன சாதி தொலைச்சு புரிய ஒருத்தனை நான் வெள்ள வெள்ள பத்தி விலக்கி வச்சு புரிய மக்கள் மாதிரி கத்திட்டு இருந்து போறது இது கடைசி கட்டம் நீ ரொம்ப இக்கட்டான நிலையில் நிக்கிற கையெழு நிலையில நிற்கறியா நிக்கிற இடத்தின் கூட்டம் அழிவில் விழிம்பில் நிற்கிற கூட்டம் உன் மொழி செத்துருச்சு அழிச்சுட்டா உனக்கு சாதி நீ இன உணர்வு எங்க சுயதவிக்கு கத்தல நான் இருப்பேன் இல்லாது போவேன் ஆனால் நான் கொண்டிருந்த நோக்கம் சாக்காது அதை கவனிச்சுக்க நல்லா கவனிச்சுக்க பிரபாகரனை தலைமையற்ற சீமான் என் இன மக்களை அழித்து ஒழித்தது சிங்கள ஆயுதம் அவனுக்கு அவன் மொழியிலேயே பேசினால் தான் புரியும் என்று எந்தூக்கிறானோ அதே ஆயுத தூக்கினார் நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிர்கள் தான் தீர்மானிக்கிறான் என்கிற மாத்துவத்தை ஏற்று அவன் மொழியிலே பேசினார் தீவிரவாதி பயங்கரன் தீவிரவாதி தான் பிரபாகரன் பயங்கரவாதி தான் அந்த பிரபாகரனை பிரசரித்தே சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை மறந்துவிடக் கூடாது இத்தனை ஜனநாயக உலகத்தில் பெரும் பெரும் வேதர்கள் பேரறிஞர்கள் ஒருத்தன் இலங்கை ஜனநாயக நாடு ஒரு மன தீர கிறிஸ்தவன் தான் அந்த நாட்டை ஆள முடியும் அதிபர் ஒரு தற்காலிக அதிபராக ஒருத்தரை எடுத்து வைக்கணும் தற்காலிக அதிபரில் சபாநாயகராக இருக்கிற சபாநாயகராக ஒரு தமிழ் இஸ்லாமியர் கூட ஒரு தமிழன் பந்துகளே அவனை குரு பதவி வளர்க்க விலக வச்சு சிங்களன் ஒருவன் சிங்கள பௌத்தன் ஒருவன சபாநாயகர் ஆக்கி அவனை கொண்ட அதிபராக இல்லைன்னு சொல்றா இந்தியா ஒரு நாடு தமிழர்கள் நாங்கள் ராணுவம் நாங்கள் அந்த நாட்டின் குடிமக்கள் அந்த நாடு எங்களுக்கு இடம் கொடுத்திருக்க சரி சிங்கள ஒரு ஜனநாயக நாடு அந்த நாட்டில் இரண்டு பெரும் இனங்கள் தமிழர்கள் சிங்கள ராணுவத்தில் ஒரு தமிழர் நூறு பேருக்கு ராணுவத்திரன் வாய்ப்பு திட்டமிட்டும் ஒரு தமிழரை கூட ராணுவத்திர ஜனநாயக நாடு என்று வாய்களில் பெருமக்கள் பேசுகிறார் ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இனத்தின் மக்களை இடம்பெற முடியாது என் தாய்மொழி ஆட்சி மொழியா இல்ல அதிகார மொழியா இல்ல இரண்டாந்திர மொழியாக தள்ளா எல்லா உரிமையும் தமிழர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது என்ற சட்டத்திற்கு போராடு பேசுறாங்களே இந்திய வரங்கினார் புரட்சி என்பது பிரிக்க முடியாத மனித குல உரிமை என்பது ஒவ்வொரு மனிதனு பகத்சிங் புரட்சி செய்தார் புரட்சியாளர் மனித உடலுக்கு முதல் எழுந்து போல சுதந்திரம் அவசியம் சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவர்களுக்கு கூட உலகத்தில் சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறார் இறக்கை போல வண்டிகளுக்கு அவசியம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக போராடுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு ரொம்ப ஆழமா சிந்திக்கள்ளாகிறது என்று சொல்ற எனது தம்பிரங்கைகள அன்பு சொந்த முழுமையற்ற அந்த சுதந்திர கேட்ட சிங்கள போல எங்கள் தாய் நிலத்தில் பிறக்க வாழ இறக்க சம உரிமை ஒடுக்குகிற தேசியனம் ஒடுக்கப்படுகிற தேசிய விடுதலை பெற விரும்புவது ஒவ்வொரு தேசிய இனங்களின் புரட்சி அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை அதை தான் எங்கள் தலைவர்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடு பிறப்பது பிரிவினைவாதம் தீவிரவாதம் என்று அதற்கு புறட்சே சொல்ற ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண் வாழ பிடிக்கவில்லை என்றால் அவள் மனமுறிவு கேட்பது விவாகரத்தை கேட்பது என்பதை குடும்ப உறவை சிறைக்கிறார் பயிற்சி இனம் விடுதலை என்று சொல்வதும் அது போன்ற முற்றாம்தரம் என்பது எடுத்து பேச ஏதாவது இந்த கூட்டருணாநிதி பிள்ளைகள் கூட நினைச்சிருக்காது என்ன நடந்திருக்கும் தெரியும் உயிருக்கு மேலிக்கிறதுல அங்க அதிகாரத்தில் இருந்தவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுகா இருந்தாங்க இத மறந்து நீங்க சுத்தம் ஆளுங்க சொல்லி தடைசி இந்திய நாட்டின் பிரதமர் போனார் என் தம்பி கல்யாணம் போயிச்சு அந்த தொடர்ச்சியா நட வந்தா போனா நான் வரவேன் உறுதியா வரான் தம்பி சிவாசனம் உட்கார வைக்கும் நான் உட்காருவேன் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு வந்து அவங்க எல்லாரும் காட்டுவாங்க அப்புறம் ஓட்ட போய் உட்காருவேன் இப்ப குட பூக்கிட்டு ஓடுற தண்ணிக்கு ஓரில்ல அப்ப எல்லாம் என் மக சோறலாம சாலா வர அப்பவே ரொம்ப நல்லா இருந்தான் உன் யாங்க வரும் அப்ப நீ போடுவேன் நான் வந்து உட்காருவேன் நல்ல அப்படின்னு பன்னாட்டு செய்தி ஆயிரம் இன்டர்நேஷனல் இசு ஆகும் ஒரே நாள் அமெரிக்கா நடக்குதா என்ன என்ன எங்க ஆத்தாவும் என் தங்கச்சியும் அக்காவும் தாண்டி இருக்கிறது வேலைக்கு வைக்கிற முதலமைச்சர் வந்திருக்கேன் போட்டம் எனக்கு நிறைய அவர் ஆயுதம் ஏந்தி போராடினாரு ஆனாலும் அநியாயத்துக்கு நல்லது என் கையில ஆயுதம் இல்லை அற வழியில் போராடுறேன் அரசியல் வழியில போராடுறேன் ஆனால் அவரளவு நல்லவ இல்லை களத்தில் வச்சுக்கலாம் எங்களுடைய தத்துவம் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீ கட்டி அழைச்சா நாங்களும் கட்டி அடிப்போம் அனுப்பி ஆற தருவோம் நீ வெட்ட அருவால விழுந்துக்க கூட கூட்டம் நினைக்கிறதுக்கு முன்னாடி வெற்றிடுதான் அது செய்யாதான் பிரச்சனை என்னை கற்பிச்சு இடத்திற்கு உயிரா விடுதலை இங்க அரச இருக்கு எடப்பாடி அரசா பிஜேபி எடுகுடி அரசு தெரிய ஒண்ணு ஒண்ணு தெரியல அவருக்கு அவரேதான் முதலமைச்சரானே தெரியல ஒரு பரிதாம பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் இந்த மரணங்கள் எல்லாம் நாம் மறந்து கடந்து போவது என்பது வரலாற்று பெரும் துரோகம் ராஜபக்ஷ உயிர் தியாகம் செய்தவர்களை மறந்து கடந்து போவது என்பது வரலாற்றில் பச்சை துரோகம் நாம் போராடி விடுதலை அடைவோம் அப்படி இல்லை என்றால் ஒருவேளை நமக்கு பின்னாடி வருகிறார்கள் என்றைகள் அடிமையாக வாழக்கூடாது உரிமை பெற்ற விடுதலை பெற்ற தேசத்தில் சுதந்திர சுதந்திர தமிழ் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று செத்தான் நமக்காக செத்தான் நம்மை நம்பி செத்தான் அவர்களை மறந்து கடந்து போவது என்பது பச்சை பாருங்கரவாதிகளுடைய சாப்பிடுவாரு பாருங்க இந்த படங்கள் தீவிரவாதிகள் உலகம் அப்படிதான் என்ன சொல்றா இனப்படுகொலை ஈழத்தில் நடந்தது இனப்படுவாய் இந்த வார்த்தை கூட பதிவு பண்ண முடியாது இந்திய நாடு உனக்காக அங்க நடந்திருக்கிறது இனப்படுவாய் என்ற அந்த வார்த்தையை உச்சரிக்க விடல உலகத்துக்கு தெரியும் உயிரோடவே கற்பிணி பெண்கள் வைத்து அப்படி கீறி அந்த குழந்தை எடுத்து கீழே மண்டைய படுகொலை இல்லையா இது படுகொலை வயது முதிர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்த கூடாது கொண்டான் மருத்துவமனையில் பள்ளிக்கூடங்கள் மரத்துக்கு கீழே ஒரு வேட்டையை கட்டி அதற்கு கீழே வைத்தியம் செய்யும் போது அந்த வேட்டை மேயர் கொண்டான் படுகொலை ஆனா ஒருத்தன் பேச இந்த உலகத்தில் ஒருத்தன் பேசலை ராஜபக்சியா தலைத்து இந்த போரை நடத்தியது உதவிகளும் செய்தது பிரணாப் முகர்ஜி ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் என்று தெரிவித்து நாராயணன் போன்றவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தனர் இந்தியா விரும்பிய நாங்கள் செய்தோங்க இந்தியா இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி அதன் தலைமை காந்தி இரண்டு நிலத்தில் பிரபாக உயிர்களுக்கு நடந்தது பிடிக்கிற பிரபாகரன் மகன் இங்க இருக்கிறாங்கிறது இந்திய உளவுத்துறைக்கு இந்திய ராணுவத்துக்கு சொல்லப்பட்டதா இல்லையா சொல்றா மருத்து பாப்பா பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் சொல்றாங்க சர்வதேச அரசியல் உலகத்தில் அமெரிக்கா நினைக்கிற தேசியாக்கி அரசு ஆடு மாடு வளர்க்கிற தேசிய தொழிலா பைத்திக்க ஒரு கோடி நாயகர் செஞ்சது உயரத்தில் இருந்தவர் ஆனால் அதிகாரம் இருந்தது போரை நடத்திக் கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி வலிமைத்த எதிரி பாரதிய ஜனதா ஒருத்தர் ஒரு உறுப்பினர் பாராளுமன்றத்தை முளைத்து போட்டதா ஒரு தீவு பத்து கோடிக்கு மேல இந்த நாட்டில் வாழ்கிற தமிழின மக்களின் உறவுகள் சொந்தங்கள் ரத்த சொந்தங்கள் தமிழர்கள் பாரம்பரியமாக இந்திய பெருந்தரசத்தோடு பிணைக்கப்பட்ட உறவுகள் கொண்டொழிக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் என்று பார்க்காமல் என்ற கருத்தியின் அடிப்படையில் அடிப்படையில் ஒருத்தான் அவளுக்கு காசு பணம் கொடுத்து பயிற்சி உதவி தமிழன் அவன் சாகர்தான் உனக்கு தமிழர்கள் வழிபாட்டு வழிபாட்டு தலங்களை இடிக்கும் போது மக்களின் வழிபாட்டு தலத்தை இடிப்பாய் என்று பிஜேபி இந்து முன்னணி ஒருத்தர் மாட்டான் கடற்படை வச்சிரு குடிமக்களின் மீட்டு கொடுக்க தூப்பு இல்ல அவளுக்கு பலாயிரம் கோடியில போர கப்பல் பரிசு அந்த போர் கப்பல் வச்சு அமெரிக்காவோட போட்டு அரசண்ட தமிழர்களை கொள்ள ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட அத்தனாயுதங்களையும் பயன்படுத்த சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தக்கூடாது அது போர் மரவை பல்குடல் போட்டு ஒரு வெடிகளை போட்டு ஒன்னு போய் வெடிக்கிறது நிறுத்தி வான்வழியில பெரும் நெருப்பு மழையா அதுக்கட நின்னு சண்டை போட்டாங்க எங்க ஆளுக பாத்துக்க நல்லா யோசிச்சுக்க ஒரு தங்கச்சி சொல்றக்குள்ள இருந்தோம்னா அப்ப வந்து பிள்ளைங்க பசிச்சதுன்னு இடிச்சு குடிச்சுட்டு தானே கிடக்குறோம் இப்ப பசிக்குதுங்கும்போது என்ன செய்யலாம் இருக்கிற அரிசியை வந்து கொதிக்க வச்சு கஞ்சி குடிக்கலாம்னா அந்த பங்குகள்ல இருந்து மேலே வந்து அப்படி கரை இது மேல சட்டியை வச்சுட்டு தண்ணி கொதிச்சிருச்சானு உள்ள எந்திரிச்சு வந்து பார்க்கும் போதுன்னா நெல்லு தூக்கும் போது பதறுகள் விழும் இல்லைண்ணா அப்படி நம்ம உரங்களுடைய தலை கழுத்து கடல் கை எல்லாம் சேதறி அப்படியே விழுகுதுண்ணா அதை யோசிச்சு மரங்கள் எல்லாம் காய்ச்சி கிடந்தது எது தலை கை காலு குடல் எல்லாம் மரங்கள்ல தொங்கி கிடக்கு மறந்துடும் மறந்து ம பே கொஞ்ச நாள் பொ எ பேசாம அரசியல் செய்தட முடியும் நிலையை உருவாக்கிட்டு ஈழம் தொலைதூர தீவா உன் இன்னொரு தாயகம் இல்லையா உன் இன்னொரு தாய் மொழி இல்லையா அங்க செத்தவை யாரு உன் மொழியை பேசி விட்டத்திற்காக கொல்லப்பட்டான் உன் இனத்தில் பிறந்த மாவட்டத்திற்காக படியானூருக்கு மேற்பட்ட விவசாய செத்தான் கேட்க மாதிரி இருந்துச்சா இங்கு செத்தாலும் எவருந்தான் நாளைக்கு அநூலையை வைக்காதேங்கிறான் யாருக்கா அனுவுல வெடி சத்துக்கு ஒருத்தோடி ஒரு கண்டிச்சாரும் ஏன் அமெரிக்காவில கைது பண்ணி வச்சுட்டு அறிக்கை நான் கொள்கையை சேர்ந்துக்கிறீங்களா இன் ஃபியூச்சர் நீ ஸ்ரீலங்காவோட பண்றியா நான் இலங்கையோட சண்டை போடுறதுக்கும் நீங்க இப்ப கைது பண்ணி திருப்பி என்ன பொறுத்து எதாவது சம்மந்திருக்கேன்னு கேட்டேன் இல்ல போடுவியா போட மாட்டியா நான் போடணுமா வேணாமான்னு கேட்டேன் அப்புறம் ஒடாடா சும்மா இந்த கூட்டம் எழுத வந்த வரலாற்று நாயகரின் பிள்ளைகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய மக்கள் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் பண்பாடு வேளாண்மை அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் கூட்டம் நீ நினைச்சுக்க நீ இதை விட்டுட்டு போயிருவா விட்டுடு நினைக்காத சண்டை போடுவாங்க நினைக்கிற சண்டை நான் போட மாட்டா எனக்காக சிங்கனம் போடுவாங்க என்ன மட்டும் பேச அவளை வேலை நடத்துவன் வருவேன் இதே மாதிரி ஒரு மே பதினெட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் பேரை கூட்டுவேன் இன்னைக்கு பிச்சைக்கார பண்ணிய அந்த நாட்டு தலைவர்கள் நினைப்பேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா தேசிய ஒருங்கிணைப்பேன் எனக்காக என் உணந்தான் மாணிக்கு பேசுவது போல எனக்காக என் தந்தை ஐரோத் சந்திலா பேசுவது போல எனக்காக என் உடன்பிறந்தான் சுபாஷ் சந்திராட் கர்நாடகாவிலிருந்து பேசுவது போல எனக்காக பேராசிரியர் சுரேஷ் கேரளாவிலிருந்து பேசுவது போல அனைத்து தேசிய இனங்களில் இருந்தும் பஞ்சாபிலிருந்து எங்களுடைய பெருமைப்பிற்குரிய பேராசிரியர் ஜகமோகன் சிங் பேசுவது போல எல்லா தேசிய என் விடுதலைக்காக உரிமைக்காக முழந்து வைப்பேன் இருபத்தஞ்சு லட்சம் பேர் நடப்பான் எத்தனை நாள் பேரணி முடியும் அரசாற்றில் மூத்த குடி தமிழ் இனம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் எல்லோரும் அவர்கள் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசுறோம் பதிமூணு கோடி தேசிய நினைக்கிறோம் நாங்கள் போராடி விடுதலை பெற்று இந்திய தாய்மொழியை செய்த வரலாற்று பிள்ளை முகமது அலி ஜின்போது பெருந்தலைவர் எனக்கு தனிநாட கூட முடிஞ்சிருக்கும் நாங்க இப்படி அடிமையா நீந்தி விட்ட கதவை தேர்வுலாம் வேற எங்கேயாவது நீட்டு போயிருக்கலாம் விட்டுட்டாங்க முன்னோர்கள் செய்த பிள்ளைக்கு மரலாறுல நிறைய பிள்ளைகள் இருக்கு அதுல ஒரு பிள்ளை இப்ப போராடி விடுதலையே அவற்ற கொடுத்துட்டு எங்களை அடிமையா விட்டு போயிட்டாங்க இப்ப இருக்கிறது ஒரே வழிதான் ஒண்ணுதான் கேட்பேன் நாங்க முடிவுறா தமிழ் தேசியன மக்கள் உமி எங்களுக்கு ஒரு தேசம் வேணும்னு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி ரத்தம் செஞ்சு கண்ணீர் சிந்தி உயிரை விளையாட கொடுத்து இன்னைக்கு அனைத்து அரசியலாக மாத்தி நிறுத்தி இருக்கிறதாம் எதிராக முடிவு செய்த இந்தியா சிங்களன் பிளீஸ் டிசைட் முடிவு கேட்பேன் சிங்களன் என் இனத்தில் வரல ஒ முக்கியா இந்த இலங்கைக்காக முடிவு நீ இந்த பூச்சாவில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஈழ நாடு இருப்பது சரியானதா இலங்கை ஒரே நாடாக இருக்கும் சரியான தமிழர்களை கொண்டு லட்சம் கோடி என் தலைவன் காரணம் நானும் என்ன செய்யணும் திருவோணமலைய இருபத்தஞ்சு முப்பது ஆண்டு தளபதிகள் என்ன சொன்னாரு நாம் விடுதலை பெற்றாலும் இந்தியாவுக்கு எதிராக அவரை நீ இந்தியாவுக்கு எதிரிய காட்டுற இது கால கொடுமை இளம் என்ற ஒரு நாடு இருந்திருந்தால் தந்தையின் இந்தியிருக்கும்ங்கல் இவன் காப்பாத்துறதுக்கு பயன்படுத்த மாட்டான் மீனவர்களை பிடிக்கிறது விரட்டுறது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணிட்டு இருந்த வலிமைக்கு கடற்படையை தலைவன் அங்க நிற்கும் போது விடுதலை புலிகள் இருக்கும்போது வந்தாட அமெரிக்க நங்குறம் போட்டானா சொல்லு வந்தது ஆஸ்திரேலியா கப்பல் பெரிய இருக்கு அரிசி அரிசி ஒரு முட்டாள கூட்டம் சொல்றது இந்தியாவின் பாதுகாப்புக்கு தமிழர்கள் அவளவு விசுவாசமான அடிமைகள் தாங்க என்ன செஞ்சிரு தமிழர்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என் சொல்லுவேன் தமிழ் தேசிய இனத்தின் அதான் வலிமை மிக்க அரசியல் மிக்க அரசியல் உனக்கு தமிழ் தேசிய இனத்தில் வரணும் அந்த அரசியல் பெரும்படை வைத்து அதிகாரத்தை கைப்பற்றும் அதிகார வலிமையை கொண்டுதான் உனக்கு என்று தேசம் அடைகிறதுக்கான புரட்சியை முன்னெடுக்கணும் இத்தனை படிநிலைகள் இருக்கு இப்ப முதல்ல தமிழ் தேசிய கொண்டிருக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து என்றால் தமிழர்கள் சாரி மன உணர்வை கடந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் நீ எத பற்றியும் கவலைப்படாத இல்ல அடைஞ்சுவானா செயல்ங்கிருவானா தண்ணே தீத்துவான்கிற இணை விட்டா வழி கவனிச்சு உன்னை எல்லாரும் எதிர்க்கிறேன் எல்லாரும் எதிர்க்கிறேன் தம்பி ஹுமாயின் கூட பதிவு செஞ்சுக்குரிய சொந்தங்களுக்கு சொல்வேன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்வேன் எல்லோரும் எடுத்து பேசுகிற போது நீண்ட காலமா என்னிடத்தில் ஒரு வருத்தோய்ந்த செய்தி என்னிடத்தில் பகிர்ந்து தமிழ் மக்களுக்காக போராடிய விடுதலை புலிகள் அதே தமிழனத்தை சேர்ந்த இஸ்லாமிய மக்களை காத்தாங்குடியில இப்படி தொழுகையில் இருக்கும் போது கொண்டு சரியா என்று சொல்றீங்க என்று கேட்கிறாங்க அது மிக தவறு மிக கொடிய செயல் வரலாற்றில் அப்படி ஒரு துயர நிகழ்வு நிகழ்ந்திருக்கவே கூடாது உங்களுடைய துயரங்களில் உங்கள் ஆழ்மனதற்கு அதே வேதனையோடு நானும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதில் பங்கேற்கிறேன் ஆனால் அந்த செயல் சத்தியமாக தலைவர் பரவாயில் அது செய்தது இன்னைக்கு இருக்கிற கருணா தான் அதை செய்து விட்டது அது வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் அது அந்த நிகழ்வு வந்து அந்த நிகழ்வுனிடம் நிகழ்ந்திருக்கவே கூடாது அதை நியாயப்படுத்தவோ அதுக்கு காரணம் நாங்கள் தயாராக இல்லை அந்த இடத்துக்கு வரலை ஆனால் உங்கள் ஆழ்மனதில் இருக்கிற அந்த காயத்தை ஆற விடாமல் அப்படியே திருப்ப திருப்ப அந்த வடுக்களோடு சுமந்து கொண்டு ஒரு பகை உணர்வை வளர்த்து கொண்டு இந்த மண்ணின் மக்களின் வீழ்ச்சிக்காக எழுச்சிக்காக உரிமைக்காக போராடுகிற உங்கள் பிள்ளைகளுக்கு எங்களையும் ஆதரிக்காமல் எங்களை பகை உணர்வோடு பார்ப்பது சரியானதல்ல எல்லாத்தையும் இழந்து விட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் சரிசையேட்டும் என்று துடிக்கிற பிள்ளைகளுக்கு துணை நிற்க வேண்டியது உங்கள் கால கடமை ஒரு வரலாற்று கடமை ஒரு கால என்பதை நீங்கள் புரிந்து நான் நிறைந்த வழியோடு என் ஆண் மனதில் இருந்து இருக்கிற அந்த துயரத்தோடு உங்களிடத்தில் வந்து சொல்கிறேன் காத்தாங்குடியில் நடந்த அந்த சம்பவத்திற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமிய பெருமக்களை வெளியேற்றிய அந்த வரலாற்று துயர நிகழ்விற்கு உள்ளன்போடு நான் திறந்த இந்த பொது வழியில் இத்தனாயிரக்கணக்கான இந்த மக்கள் கூடியிருக்கிற இடத்தில் நான் உலபூர்வமாக வருத்தத்தை தெரிவிக்கிறேன் இது போன்ற வரலாற்று துயரங்கள் இனி நம் இனத்தில் நிகழாது பார்த்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பும் கடமை ஆனால் அதே காயத்தை திரும்ப திரும்ப வைத்துக் கொண்டு அதற்காக எப்பவோ எங்கோ நடந்த ஒரு துயர நிகழ்விற்காக எதிர்வரும் கால எதிர்வரும் தலைமுறை பிள்ளைகளின் நல்வாழ்வை அவருடைய எதிர்காலத்தை சிதைக்கிற இந்த எதிரிகள் வாய்ப்பு கொடுத்து விட்டு தமிழ்த் பிள்ளைகள் எழுந்து இந்த புரட்சிகர காலத்தில் எங்களுக்கு துணை நிற்காது ஒரு வரலாற்று பெரும்புளை நீங்கள் செய்துவிடக்கூடாது உங்களிடத்திலே அன்போடு வேண்டுகிறேன் எழு தந்தை வீட்டை இழந்து நாட்டை இழந்து பேரரசன் என்று மா மன்னன் என்று கொடை வண்ணல்கள் என்று அறிவியல் அறிஞர்கள் என்று இசை மேலைகள் என்றெல்லாம் பெருமைவன வாழ்ந்த இந்த இனத்தின் மக்கள் ஏதழிகள் என்று அனாதைகள் என்று அடிமைகள் என்று உலகம் முழுமைக்கும் ஓடித்திரிகிற ஒரு இழிநிலையம் இந்த நிலையை மாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கடமை இது சீமானுடைய வேலை இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு வேலை இல்லை என் இன சொந்தங்களினுடைய வேலைகள் மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய வேலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இதை நாங்களே செய்து கொள்ள முடியும் எல்லாம் நாம் முதல்ல வரலாற்று கடமை எல்லாம் சொல்ல இஸ்லாமிய மக்களுக்கு இந்த கட்சி தான் பாதுகாப்பு நாம் பெரும்பான்மை தேசியத்தில் மக்கள் என்ற பெருமிதம் திமிரும் ஒரு இறை வழிவாட்டிற்காக நாம் ஒரு மாற்றத்தை ஒரு மதத்தை ஏற்றிருக்கிற பெரும்பான்மை எழுச்சியில நாம் எழுந்து திரும்ப வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தை மேலிருந்து மொத்தமாக இருக்கிற மரம் போல நாம் துழித்து தலைய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே அறிவார்ந்த இனத்தின் பிள்ளைகளின் தம்பிதவிகள் புரிந்து கொள்ளணும் தன்னலமச்சு உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைப்பதற்கு இணையதளமுறை புரட்சியாளர்கள் ஓடிவார்கள் நீங்கள் தலைமையேற்று இந்த இனத்தின் விடுதலையை விடுதலை புரட்சியை முன்னெடுத்து உங்களுக்கு துணை நிற்க என்னச்ச அண்ணன்மார்கள் நாங்கள் இங்க பாக்குறீங்க சின்ன சின்ன பிள்ளைகள் எப்படி பேசுறாங்க என் தம்பி இளந்த மனன் சேர்க்கலாம் அவன் கல்லூரியில் நடக்கிற அத்தனை பேச்சு போட்டி தான் அவங்க தான் முதல் பரிசு வாங்கலாம் வெடிப்ப நீ எ பற்றியும் நம்ம வெல்லுவோம் ஆர்களை தள்ளி வச்சதே நமக்காக என் தம்பி மதிவாணன் போட்ட முழக்கத்துல பதினெட்டு ஐம்பது பேர் அவங்க கேட்டான் யாரு தம்பி நீங்க நாம் தமிழர் வாக்கு கேட்டு செய்வீங்க என்ன செய்யணும் அவங்க கத்திட்டு கொடுக்காத கெடுக்காதே நாட்டன்னு அது அந்த தொப்பி கொட்டம் பகமா போய் கத்துனாங்க என்னடா ஆயிரம் பேர் ஒரு ராங்கு அணிவகுப்பு மாதிரி போறாங்க செதை ஓடிக்கும் பார்த்தாவிட்டு அடிச்சு காலையும் அடுத்து வந்தாங்க தள்ளிட்டாங்க நீ பச்சால வைக்கலாம் அடுத்ததான் அதுல ஒரு ஒரு மாற்றம் கிடையாது உங்களுக்கு நேரம் குறைவாய் போச்சு எட்டு மணிக்கு தாங்கடாங்க பிச்சை வட்டம் ஒரு மணி நேரத்தை கொடுத்து அது பிரச்சனை இல்லை இதோட முடிவு போறது இல்ல எல்லாம் பேசியாச்சு செய்யறதுக்கு தான் இல்லை புரட்சியாளர் சேவை சொல்றான் செய்யலே சிறந்து என்ன அண்ணன் சொல்ற சொல்லுக்கு முன் செயல் செய்வோம் உறுதியா செய்வோம் நீ ஒன்னு செய் நம்பிக்கையோடு களத்துல உள்ள மீது எல்லாம் என் கவிடு நான் பாத்துக்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத உறுதியா நம்ம வெள்ளப்படுறோம் வெள்ளப்படுறோம் சம்பளனுக்கென்று ஒரு நாடு இந்த பூமி பந்தில் பிறக்க எதை பற்றியும் நான் சொல்லுவேன் தலைவர் கற்பிச்சதை சொல்லுவேன் உன் விடுதலை ஊராண்டையில் இலவசம் உரிமைக்காக நீ ஒருபோதும் உயர்த்தல இப்பதான் உயர்த்த நாம் தமிழர் என்று உயர்த்துற நீ நல்லா கமிச்சுக்க நல்லா கமிச்சுக்க நீ இந்த உலகத்துல ஏனும் உனக்கு விடுதலை பெற்று தருவான்னு நினைக்கிறேன் திமுக அதிமுக பாரதிய ஜனதா ஒழிக்கணும் போகும்போது நீ காசு கொடுத்து வென்ற வாக்கு ஓட்டும் சரி பெற்ற ஓட்டும் சரி ஒரு பைசா கொடுக்காம வாங்கு லட்சம் தீண்டி சின்னமா இதை தேடி வந்து நல்ல ஆத்தாள் கப்பனுக்கும் போடறாங்க வெளிச்சு நாற்பத்தி லட்சமாறோம் குறிப்பிட்டது மக்கள் எங்களுக்கு தற்பித்தான் என் தலைவன் சரித்திரத்தில் நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் சரி சாத்திய தோற்றமாக செய்தி நாங்கள் சத்தியத்தின் பக்கம் ஒருபோதும் தொலைக்காட்சி வேண்டாம் நான் போராடியா இருக்க விரும்புகிறேன் முதலாளியாக இருக்கல நான் தொலைக்காட்சியில் செய்தியா இருக்கிற தொலைக்காட்சி எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு அதே இருக்கு எந்த தொலைக்காட்சியா பேசியிருக்கு தேவையில்லை எல்லாத்தையும் விடு நாமளே கூட ஆயிரம் பேரை கூட்டி பேசலாம் இத்தனை தொலைக்காட்சியில கூட ஒண்ணு கிடையாது சரியான ஒருத்தர் துணி இருக்கிற நேர்மையா ஒரு மணி நேரம் நான் பேசுறது மட்டும் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு புரட்சி அவை பிரச்சனையே அடிப்படையே தகர்த்துவான் வேற நாடா கட்டிடுவேன் வேற நாடா கட்டிரு கணவன கூட நாட்டை பார்க்க முடியாது என்று கேட்டாங்க என்னங்க சாராய துழைப்பேன் மது ஒழிப்பேன் சிகிரெட் ஒழிப்பேன் பிடி ஒழிப்பேன் தலைவன் கட்டி எழுப்பிய தனித்தமிழ் எனக்கு ஒரு கனவை தந்தா என் கனவு தந்தை தரு பல லட்சியங்களை தங்க ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை திரும்ப திரும்ப வந்தால் லட்சியம் ஐயா அப்துல் கலாம் அவர் அப்படி திரும்ப திரும்ப வருகிற லட்சியங்களை எங்களுக்கு தந்தான் என்னது அடிமை தேசிய நத்தின் உரிமை விடுதலை என்கிற கணந்து அவன் அந்த தலைவரங்களுக்கு கற்பிச்சான் உனக்கு எல்லாம் சாதாரணமாயிடும் சாக பயந்தவன் தரித்திரமாயிதான் சாக துணிந்தவன் தான் சரித்திரமாயிதான் எவன் சார் துளிஞ்சில் நிற்கிறானோ அவன் தான் தமிழ் தேசினத்திற்கு தலைமை அடிமை தேசிய விடுதலை என்கிற புனித கனல் அதை நான் கடத்த என்னிலும் இலையின் தம்பிதங்கிகளுக்கு கடத்த இந்த விடுதலை நெருப்பை அணைய விடாமல் அடையாத்து வைக்க வேண்டியது ஒவ்வொரு மாண தமிழ் பிள்ளையின் பொறுப்பு கடமை புரிஞ்சுக்கணும் நம்ம கூடி கலைகிற மேகங்கள் அல்ல காரங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்களாக நான் மாறணும் அப்படி கூட்டிட்டு கூடிட்டு போயிட்டு இருக்கா எங்க மூத்தவர் சொன்னாங்க நீ ஒண்ணுமே செய்வாங்க ஒருத்தர் நீ கட்சியில் இருக்க மகிழ்ச்சி உன்னால இன்னொருத்தன் கட்சியில் இணைஞ்சா வளர்ச்சி இது கவனத்தை எடுத்துக்க நீ பிறந்த ஊர்ல உன் தாய் நிலத்துல பத்து பேரை இணைச்சி கொடியேற்றினா இந்த கட்சிக்கு நீ செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சிருச்சு இத்தனாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க இத்தனாயிரம் பேர் அவரவர் தாய் கிராமங்கள பத்து பத்து பேரை சேர்த்து கொடியா நம்மளை அசைக்க உருவே கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வேலை திட்டம் சொல்றாரு நான் அதுக்கு முன்னாடியே பலதுன்னு சொல்லிட்டு ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அதையே அவர் மொழியில் சொல்றார் நீ ஒரு வாக்கத்துக்கு பத்து இளைஞர்கள் பத்து பிள்ளைகள் வேலை செய்ய பிடிச்சிருக்கு நம்மளை எந்த கோம்பமும் விற்த்த நீ கவலையே விட திமுக அதிமுக முடிஞ்சிட்ட சகிஞ்சிச்சு நீ அதை பத்தி பேசிட்டு நேரத்துறை இந்த பிஜேபி நான் தான் நீ எதுக்குன்னு இந்தியாவே ஆட்சி செய்த இங்க இருந்து என்ன கொடுக்க போற என்ன கொடுக்க போற இந்தியாவே ஆலோசனை நீ பாரதிய ஜனதா ஆண்ட மாநிலங்கள்ல கூட வந்து ஒழிஞ்சிச்சா எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சா எல்லாருக்கும் வீடு கிடைச்சிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி பல பேர் வீடுகள் வீடுகள் ஆண்டுகளாக வீடுகள் போறாங்க இந்த பிச்சைக்கார வியாபாரத்தை வீடு பூமியும் சொர்க்கமா இந்த நாட்டை மாத்திரம் நீ எல்ல ஒரு தடவை உங்க பிள்ளைகிட்ட கொடுக்கல உங்களை எப்படி வாழ வைக்கணும் எங்களை ஆடவை தமிழர் அகராஜ் வேலை சொல்லம் பசி பட்டினி கொலை கொல்ல தொலைச்சு எதுவுமே சின்ன பையன் ரெண்டு கழுத்தை வெட்டி காட்சி எதிர்ப்பு ரெண்டும் ஜண்ட ரெண்டு பேருக்கும் ஜண்ட நீ சிறந்த நல்லாட்சியை கொடுக்குறியா நான் கொடுக்குறேன் நீ அதிகமா கொண்ட படிக்க வைத்த காமராஜர் மாநிலத்திலே முதல் இடத்துல தேர்ச்சி மதுக்கலை இடத்திலிருந்து குடிக்க வைத்த கருணாநிதி பிறந்த திருவாரூர் மாவட்டம் மாவட்டத்திலேயே கடைசி இடத்தில் தேர்ச்சி மிகச்சிறந்த நாடாக மாற்றுவான் சென்னையில சரிபாரியூடல சிங்கப்பூர் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துல மொத்த நாட்டையும் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் நீ எல்லாரும் உலகம் மிக சிறந்த நாட்டை படைப்போம் அப்படி ஒரு கனவை இந்த தலைவருக்கு கற்பித்தான் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு நின்ற தலைவர் கற்பிச்ச கல்வியில அறிவு ஒழுக்கத்தில் விளையாட்டு எல்லாத்திலும் சிறந்து விளங்குகிற கத்தி விழுந்து கதறி விழுந்து செத்து செதறி அத்தனைக்கும் சொல்லணும் வரலாற்றை பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் தங்கள் தாய் அடித்து விரட்டப்பட்டு ஏதிரிகளாக ஓடினார்கள் என்ற வரலாற்று பதிவு தேசிய மக்கள் எழுச்சியும் புரட்சியுமாக ஒன்று திரண்டு மிகப்பெரிய அரசியல் படையை கட்டி அதிகாரத்தை கைப்பற்றி சிங்கள நாய்களை அடித்து உலகெந்தும் ஏதிரிகளாக ஓடட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு படைத்தார் இது நடக்குதா நான் நான் பின்னாடி அன்பு சொந்தங்கள் சடங்காக கருதாமல் நம்முடைய உணர்வை நம்முடைய பல அடங்காக பிரிக்கப்படுகிற வாய்ப்பாக இந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் அன்போடு வேண்டு நிற்கறையாக நிற்கிற ஆதரவற்று நிற்கிற இனத்தின் பிள்ளைகள் இந்த மண்ணை இந்த மக்களை காக்க மீட்க ஒரு வலிமைமிக்க அரசியல் படையை கட்ட வேண்டும் என்று உள்ள தூய்மையோடு தன்னலமற்ற களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு கை கொடுத்து எங்கள் தோளுக்கு துணையாக நின்று எங்களை வலிமைமிக்க அரசியல் படையாக மாற்ற வேண்டியது உங்கள் கடமை உங்கள் பொறுப்பு என்பதை உணர்ந்து எங்களுக்கு ஆதரவணியுங்கள் அடிமை தேசினத்தின் உரிமையை மீட்க எங்களுக்கு துணை நிலுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசை நன்றி வணக்கம் நான்